அனைத்து விட்டு சென்றவர்களையும் அழுதவர்களையும் மீண்டும் டிவியை பார்க்க வைத்தது தர போட்டிகளிலும் ஒரு முக்கியத்துவமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியவர் தோனி பல கோப்பைகளை வெல்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்தவர் மகேந்திர சிங் தோனி